ஹலோ வெல்கம் டு மை நேரால் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் ஏஆர் டிஜி கோவிந்தராஜ் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்துடுங்க தெரிஞ்ச வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி யாரெல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னு ஆசையாக இருக்காங்களா என்ன பற்றி யாரெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்களா அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் இருக்கும் என்ன பற்றி ஃபுல் டீட்டெயிலில் நான் ஒர்க் பண்ணுறது ஃபுல் விவரமாக இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்டிஜி மை ஹோன் ஒர்க் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சொந்தமான வேலையை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் வணக்கம் நண்பர்களே வருக வரு என அன்புடன் வரவேற்கிற நண்பர்களே என்னோட வீடியோவை பார்க்க என்ன பண்ண வீடியோவில் இப்போ சொல்ல போகிறோம் கேளுங்க ஏஆர்டிஜி மை ஹோன் ஒர்க் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சொந்தமான வேலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஃப்ரம் ஒர்க் அப்படின்னா சொந்தமான விவசாய வேலை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயம்னாலே நான் பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா அதனால் வில்லேஜில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்து தான் பார்த்திங்கன்னா நைஸ்ட் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கெல்லாம் நான் பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேளுங்க சோசியல் ஒர்க் லைப்ரரி டெக்னாலஜி சமூக பணி நூலகம் தொழில்நுட்பம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சமூக பணி நூலக தொழில்நுட்பம் இதை பற்றி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதை சொல்லணும் நான் ஃப்ரெண்ட்ஸ் நீ சின்னு பேர் நேரம் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட் அவுட் ஸ்கேனிங் பண்ணலாம் லைப்ரரி ஃபோட்டோகிராஃபி அப்புறம் செல்ஃபோன் சர்வீஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை எல்லாம் காட்டில் ஒர்க் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ட் டைமில் வந்து ஒர்க் பண்ணேன் பார்ப்பேன் அப்பப்போ சம்டைம் டைம் கிடைக்கிறப்போ ஃபுல்லாக இந்த வேலையை செஞ்சுக்க முடியாது டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ செஞ்சுக்கேன் ஆனாவது ஹை வில் டான்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட்டும் நல்லா ஆடுவேன் டான்ஸும் இன்னொரு டான்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே ஐக்கியில் லிங்க் கொடுக்குறேன் அதுவாக கிளிக் பண்ணி என்னோட டான்ஸ் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி எனக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு ஆதரவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் சொன்னால் என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நாலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐ வெரை டான்ஸிங் மை ஓன் சாங் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொந்தமாக பாட்டு எழுதி பாடி வரேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சாங்கை பாட்டு நீங்கள் கேட்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற ஐக்கேனில் கொடுக்குறேன் அதுவும் போய் கிளிக் பண்ணி என்னோட சாங் பாட்டு கேட்டு பாருங்கள் எனக்கு மியூசிக் சப்போர்ட் இல்லை வில்லேஜில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இல்லை நானே இது பார்த்திங்கன்னா நானே பாடி வீடியோ யூடியூபில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சேனலில் எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் பார்த்து தான் போட்டுக்கிட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு யூடியூப் சேனலுக்காரர்களுக்கு நான் ஒரு நன்றி தெரிவித்து கொடுங்க முக்கியமாக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சாங்கை மறக்காமல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி என் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபுல் பார்த்திங்கன்னா என்னோட கான்செப்ட்டு இந்த யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணல தான் என்னோடய கான்செப்ட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூ டோன்ட் பார்கெட் மை ஃப்ரெண்ட்ஸ் மை யூடியூப் சேனலை சஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதுங்க லைக் பண்ண கமெண்ட் பண்ண மறந்துராதுங்க கொஞ்சம் பட்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் ஃபிரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சிங்களாவே சிங்கிலாவே ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கேன் அதனால ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மனம் எனக்கு பட்டு எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் மேலே வரதுக்காக ஸோ ஃப்ரெண்ட்ஸ்